பத்து என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் பணத்துல பொறண்டாலும் நிம்மதிய தருமா சொன்னாலும் நீ தான் இருந்தோம் நாலு இருந்தாலும் இங்க போனாலும் சந்தோஷம் பிதா நல்ல அதுக்கப்புறம்தான் தெய்வம் தோழல் தோதல் பண்ணை வாடி அவன் தூரத்தில் போத்திட்டத்துக்குள் கோடி தோரல் தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது பத்து படி